மக்களே ரெண்டு பேரும் சாப்பிட்டிங்களமா நீ சாப்பிட்டம் பா ஏண்டி இத்தனை வருஷம் சமைக்கிற ஒரு தடவ கூட கொளம்பள உப்பு கரெக்ட்டா இன்ன வரைக்கும் போட்டது இல்லடி இத்தனை வருஷமா நீங்களும் நான் சமைச்சத சாப்பிடுறீங்க ஒரு தடவ கூட குறசல்ாம சாப்பிட்டுக்கிங்களா ஏண்டி உப்பு கரெக்டா போட்டீங்கன்னா நான் சொல்ல போறேன் உப்பு பத்தாம பத்தாம போடுறா போட்டாங்க பதில் பேச நல்லா கத்துக்கிட்ட சண்ட சண்டிபாண்டி நேரில் விஷயத்துக்கான சண்டைய குழந்தைங்கள்டி பத்தில குத்தமாட்டி போய் உச்சாணி கும்பல் ஏறி உட்கார்ந்துட்டியா எத்தனை நாள் அழிச்சி இறங்கி வருவியோ நான் கிளம்புறேன் எத்தனை நாள் ஆகும் தெரியல நடக்கிறது ப்பா என்ன வெயில் மல்லிகா தண்ணி கொண்டு வாட்டி ஒன்ட்ட தானாட்டி தண்ணி கேட்ட நீ கொண்டு வர மட்டியோ முறைச்சிட்டு இருக்கீங்களோ இருந்துக்க இருந்துக்கப்பா தண்ணி கொண்டாமா என்ன டி கள நிலவரம் எப்படி இருக்கு வானிலை நிலவரத்தை பார்த்தா இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் போல இருக்கு எதுவும் சேட்ட கிட்ட பண்ணி அடி வாங்கிக்காதீ நீர் மள்ளிங்கா டீ போட்டுயா ஹட்டி இந்த டீ கொண்டு வந்து குடிங்க டீ இந்தங்கப்பா ஹம் இங்கே குடிமோ ஏண்டி இவ மாதிரி இருக்கே இதெல்லாம் முடியுமோ நம்ம அம்மா பா கோவம் ஏண்டி அவங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்கல என்ன உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா தா தா சாதமா நீது சோகமா இருக்கிறதாவது நீ சோகமா இருந்துட்டீன்னு உடம்பு ஏதாச்சு விட மாட்டி அத விடீ எப்படியாவது அம்மா அப்பா பேச வச்சு அப்ப தாண்டி நமக்கு வேலை குறையும் டோன்ட் வரி இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீ வந்து பாரு ம் நம்ம கொஞ்சம் ஓவராக தான் முறைச்சிட்ருக்கோமா போவோம் என்ன பண்ணிவிடுவாங்கம்மா ஏம் அப்பாட்ட முறைச்சிட்டு இருக்க பேசுமா ஏ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதட்டி போகட்டேங்கிட்டே அவரே வந்து பேச மாட்டேறாரு அப்புறம் நான் மட்டும் ஏன் போய் ஃபஸ்ட்டு பேசணும் நான் பேச முடியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சதுனால தான் பேச வந்துருக்கோம் என்னடி எல்லாம் தெரியும் அப்பா அங்கே தனியாக சோகமாக உட்காந்துருந்தாருமா நாங்கள் போய் பேச்சு கொடுத்தோம் அப்போ தான் சொன்னார் உங்கள் அம்மா கோவப்படுவாள் தவிர எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்து பண்ணுறதில்ல அவளை அடிச்சுக்க யாராலும் முடியாது அப்படின்னு உன்னை பற்றி தான் பேசுனார் தெரியுமா ஏ இது எப்படி நடந்துச்சு ஏ சும்மா என்ன இது நீ சொல்றாடி ஏன்பா அம்மா கிட்ட பேசலானப்பா நான் பேசிக்கிட்டு தானோ இருக்கேன் அவ தான் பேச மாட்டான் அதனாலதான் பேசுறத விட்டுட்டேன் உப்பு இல்லை போடுன்னு சொன்னது குத்தமா அதுக்கே அவள் கோச்சுக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ண அவள வந்து பேசிட்டோம் இல்லப்பா இப்போதான் அம்மா எங்கள்கிட்ட சொன்னாங்க யோசிச்சு பார்த்ததுல அவங்க மேலேதான் தப்புன்னு தெரிஞ்சுதான் இருந்தாலும் உங்கள்ட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்தாங்கப்பா போது வர முடியாது ஏய் ஹ எப்படியா பிளானு செம்ம சூப்பாடி அப்பாடா நமக்கு கொஞ்ச வேலை கம்மியாயிடும் டி